என் பெயருக்கு வரும் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பாளூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயில்கிறேன் இன்று நான் என் சமுதாய வளர்ச்சியில் என் பங்கு என் தலைப்பில்தான் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் இப்பொழுது எனது உரையை நான் தொடங்குகிறேன் தூக்கி பள்ளியில் நின்று பயிலும் பையன் தான் நாள்காக்கும் சார் நாளை விளங்க போகிறான் தித்திக்கும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கங்கள் எதிர்கால பேய்குளத்தில் எதிர்நெச்சில் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமே புரிந்துட நடுவர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் அந்நிற்கினே மாணவ செல்வங்களே ஆன்றோர்களே சான்றர்களே என்னை போன்றவர்களே ஐயகமே வானகமே என்னை வாழ தமிழகமே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களாகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாரங்கள் தங்கள் காதுகளை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதைப் போல நல்லதொரு சமுதாயம் நாட்டிற்கு பெருமான ஒவ்வொருக்கும் உரிய கடமைகள் என்று உண்டு இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுவதே என் கடமையாகும் என்னை போன மாணவர்களும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டால் தான் வீடும் நாடும் நலம்பெறும் ஒரு உயிர்படும் துன்பத்தினை கண்டு நம்மால் உடனே உகழ் சென்றுவதுதான் தொண்டு அவ்வகையில் நம் நாட்டில் உள்ள மிகவும் பின்தங்கி மக்களுக்கு நான் செய்யும் தொண்டுக்கு அளவே இல்லை நம் சமுதாயம் அருமை கல்வியின்மை சாதி மூடப்பழக்க வழக்கங்கள் தீண்டாமை ஆகிய கொடுமைகளால் சிதைந்துள்ளது குறிப்பாக கிராமங்களில் உள்ள மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ளனர் அவர்களுக்கு நான் செய்யும் தொண்டுக்கு அளவே இல்லை இந்த சமுதாயத்தின் உறுப்பினராக இருந்து நான் அவர்களுக்கு செய்யும் தொண்டு அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் தம் பள்ளி பருவத்தில் தொண்டு செய்யும் மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றிப்படிகள் நாடும் நலம் பெறும் குறிப்பாக தெருக்களை திருமையாக வைத்துக் கொள்வதல் நீர்நிலைகளை மேம்படுத்துதல் சாலைகளை செப்பனிடுதல் மற்றும் திருவிழா காலங்களில் கூட்டணி சிலையை ஒழுங்குபடுதல் பொருட்களை தேடி கண்டுபிடிக்க உதவுதல் மருத்துவ உதவி பெற ஆகிய பணிகளை மாணவர்கள் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் அது நான் என்னுடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரும் தொண்டுகளை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் இப்பொழுது நான் சமுதாயத்துக்கு செய்யும் தொண்டுகளை பற்றி உங்களிடம் விரிவாக கூற வருகிறேன் இப்பொழுது நான் அருகே உள்ள கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு மற்ற தொழில்களை பற்றி வேலை வாய்ப்புகளை பற்றி அவர்களிடம் எடுத்துக் கூறலாம் விவசாயிகள் தனது ஓய்வு நேரத்தில் கோழிப் பண்ணைகளை வளர்த்தல் மீன் பண்ணைகளை வளர்த்தல் தேனி வளர்ப்பு ஆகிய பணிகளை பற்றி விரிவாக எடுத்து உரைக்கலாம் மற்றும் நாம் எழுத்தறிவு கற்றுக் மற்றும் செய்தித்தாளர்களை வாசி வாசித்துக் காட்டலாம் மற்றும் தபால் நிலையங்களுக்கு சென்று அவர்களை எழுத வைக்கலாம் அது பேரிடர் காலங்களில் வெள்ளப்பெருக்கு புயல் புயல் எச்சரிக்கை ஆகியவற்றை வந்தால் அவர்களை ஒழுங்குபடுத்துதல் தயார் நிலைக்கு ஈடுபடுதல் ஆகிய பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் செஞ்சிலுவை சங்கம் சாரணர் சாதனை இயக்கம் பசுமைப்படை மற்றும் இராணுவ வீரர்கள் தீயணைப்பு துறையினர் ஆகியோர்கள் வந்துதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இல்லை நானும் சென்று உதவி செய்வேன் அது என்னை போன்ற இளைஞர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு சென்று உதவி செய்தால் அவர்களை அவர்கள் மட்டுத்தான் உதவிட வேண்டும் என்றாலும் நானும் சென்றவர்களுக்கு கூட உதவுவேன் அது மட்டுமல்லாமல் சுகாதார சீர்கேட்டால் ஏற்படும் தொற்று நோய்களை பற்றி மாணவர்களாகிய நாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இந்த சமுதாயத்தை தெரிய வைக்கலாம் உதாரணமாக கொரோனா வைரஸ் அது போன்ற நோய்களை பற்றி மக்களிடம் நாடகம் மூலமாக சோரட்டி மூலமாகவோ மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதை போல நல்லதொரு சமுதாயம் நாட்டிற்கு பெருமானம் என்ற தத்துவத்தை அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது இருப்பா மற்ற அனைத்து நலுவலங்களுக்கும் சார் வீடியோ தெரிவிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்